அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் எம்எஸ்வரில் ஒரு நண்பரை ஒரு எழுத்தாக எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கலாம் கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதனுடைய நம்பர் எந்த இடத்துல எழுத்தாக மாறணுமோ அந்த இடத்துல நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம டைப் கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிறது எழுத்த மாறணும் அதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் இங்கே எழுதணும் அப்படி ப்ரோக்ராம் எழுதணும்னா இதே இடத்துல நம்ம டைரெக்டாக எழுத முடியாது அங்கே என்ன ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறத நான் எம்எஸ்ஓரில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டேட்டாவை நான் காபி பண்ணிவிட்டு அந்த எம்எஸ்ஓரில் கரெக்டான ஒரு பிளேஸில் நம்ம பேஸ் பண்ணணும் அப்படி பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த டேட்டா வந்து அங்கே ரன் ஆகும் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் காப்பி பண்ணிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணணும் இங்கே டைரெக்டாக பேஸ்ட் பண்ண முடியாது அது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா ஆல்டிஎஃப் லெவன் அப்படிங்கிற ஷார்டட் கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இப்போ அந்த ஆல்டிஎஃப் லவன் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிசிவில் பேசிக் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு விண்டோ எம் விபின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்பர் டுவே கன்வெர்ட் அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணங்காட்டிக்கு அந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு இதில் இன்சர்ட் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு மாடியூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிளாங்கை இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகுனா மாடியூல் அப்படி மாடியூல் ஒன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும் அதே மாதிரி இங்கே மாடியூல் ஒன் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் இங்கே நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணுறோம் பேஸ்ட் பண்ணுறோம்னா அதே மாதிரி பேஸ்ட் ஆகிடும் டாப்பில் ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கரன்சி டூ இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்குது அதாவது இங்கிலீஷில் நம்ம மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் உடைய ஃபீல்ட் நேம் கொடுத்துருக்காங்க இதை சேவ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் எஸ் கொடுத்துக்கலாம் சேவ் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த எம்எஸ்ஓரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை நம்ம ரன் பண்ணணும் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ரன் பண்ண முடியாது அந்த குயிக் ஆக்சிஸ் டூல் பாரில் அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா நோர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மோர் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படினோம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு பாப்புலர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மேக்ரோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த மேக்ரோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த மாதிரி சிம்பிளோடு காமிக்கும் இதில் நம்ம அங்கே என்னென்னு பார்த்தோமோ கன்வெர்ட் கரன்சி டு இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் அதை சூஸ் பண்ணி அந்த ப்ளூ கலரில் காமிக்கிது இங்கிலீஷ் அப்படின்ட்டு அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தோம்னா ரைட் சைடில் அது மூவ் ஆயிரும் அதை கிளிக் பண்ணி ஆட் கொடுக்கணும் இப்போ கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னம்னா இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் அந்த குயிக் எக்ஸிட் யூட்பாரில் அந்த ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ நாம் எந்த வேல்யூ டெக்ஸ்ட்டாக வரணுமோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேல்யூ டெக்ஸ்ட்டாக மாறிடும் அதாவது ருபீஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் பைசா உங்களே அப்படின்னு மாறி இருக்கு இதை நம்ம நமக்கு தகுந்த மாதிரி இடத்துல எந்த இடத்துல நமக்கு பேஸ்ட் ஆகணுமோ அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்த கோடிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணியிருக்கேன் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ